மருமக தப்பே பண்ணாலும் மாமியார் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க மனமே வலிக்காத அளவுக்கு மனம் கோணாதளவுக்கு பக்குவத்தோடு எடுத்து சொல்லி கொடுப்பதற்கு பேர் உண்மையான விஷயம் பாசிட்டிவான விஷயம் சத்தியமான விஷயம் மரியாதை என்பது கேட்டு பெறுவது அல்ல தானாகவே வருவது உங்களுக்கு உண்மையாகவே மரியாதை கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க வயோதிகம் என்பது வரும் இதையெல்லாம் கடந்து இறைவன் என்பவன் கண்காணித்து கொண்டே இருக்கிறான் அதெல்லாம் நாளைக்கு பல மடங்கு உங்களுக்கு திரும்பி வரப்போகுது நல்லதா இருந்தா நல்லது பல மடங்கு திரும்பி வரும் கெட்டதா இருந்தா கெட்டது பல திரும்பி வரும் மாமியாரா இருந்தாலும் சரி மருமகளாக இருந்தாலும் சரி குருவே சரணம் மீண்டும் நன்றிகளோட ஆரம்பிக்கிறேன் பிரதரோட வீடியோஸ் எல்லாமே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் டோனாகிட்டே வர்றதை நல்லா உணர முறிஞ்சிது பிரதரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நான்வெஜிடேரியன் ஃபுட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் அப்படியே க்விட் பண்ணிட்டேன் ஒரு உயிர் சாகுது ஒரு உயிர் துடிக்குது அதுக்கப்புறம் அது வந்து நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் நான்வெஜிடேரியன் ஃபுட் நல்லது கிடையாது இதெல்லாம் தெரிஞ்சு அப்படியே க்விட் பண்ணேன் கருணை உண்மை நம்ம அப்படியே வந்து நம்ம கிட்டிருக்கிற எல்லாத்தையும் வந்து கடவுள்கிட்ட ஒப்படைச்ச சரணாகதி போயிடணும் இது எல்லாமே ரொம்ப தெளிவாக கிளாஸில் புரிய வந்தது கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு அது அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக தெரியும் ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து ஆப்ஜெக்டிவாக மெட்டீரியலிஸ்டிக்காக காட்ட முடியாது எல்லாமுமே வந்து உணர்வு நிலையில்தான் இருக்குது அன்பு பாசம் வலி இது எல்லாமே உணர்வு நிலையில்தான் இருக்குங்கும் போது ஒரு சில விஷயங்களை கொஷின் பண்ணக்கூடாது எந்த ஒரு விஷயமுமே நாம் கொடுக்காமல் நமக்கு திரும்ப வராது ஈவன் இட் இஸ் பெயின் நான் அப்படி நினைக்கிறேன் நான் இப்போ லைஃப்பில் கொஞ்சம் சஃபர் இருக்கேன் பட் இப்போவுமே இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் எனக்கு எப்படி தோணுதுன்னா எப்பவும் ஏதோ நீ பண்ணியிருக்க அதனால்தான் உனக்கு இப்படி ஆகுது ஓகே கடந்து போ கடந்து போயிட்ட கடவுள் மேலே பாரத போட்டு கடந்து போ பரவாயில்ல ப்ராப்ளம்ஸ் வந்து இல்லாமல் வாழ்க்கை வந்து வில்லனே இல்லாமல் ஹீரோ மட்டும் படம் பண்ணுற மாதிரி அது நமக்கு பார்க்கவும் நல்லா இருக்காது வாழவும் நல்லா இருக்காது ப்ராப்ளம்ஸை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ஸோட பிரதர் மகாவிஷ்ணுவோட வீடியோஸ் வந்து அவ்வளோ அவ்வளோ ஹெல்ப் பண்ண பண்ணியிருக்கு அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது எல்லா வீடியோஸையும் கஷ்ட காலத்தில் இருக்கும்போது தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுங்கிறது உண்மை தான் தேங்க் யூ குருவே சரணம் தேங்க் யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அகைன் தேங்க்யூ குருவே சரணம் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் மாமியார் மருமகள் அப்படின்றதுக்கு மெயினான சண்டை வர்றதுக்கு காரணம் என்னென்னா நிறைய காரணங்கள் இருக்குது இந்த அகங்காரத்தோட கேமில் தான் மொத்த உலகமே இயங்கிகிட்ருக்கு அகங்காரம் இருக்கிறதுனால தான் பேச்சுன்றது வருது அகங்காரம் இருக்கிறதுனால தான் எல்லாமே இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனுபவம்ன்றது எனக்கு ஜாஸ்தி அப்படின்னக்கூடியது எப்பயுமே இந்த மாமியார்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இப்போது சில இடங்களில் நல்ல மாமியாரும் இருக்காங்க சில இடங்களில் கெட்ட மாமியாரும் இருக்காங்க சில இடங்களில் நல்ல மருமகளும் இருக்காங்க சில இடங்களில் கெட்ட மருமகளும் இருக்காங்க இந்த நல்ல கெட்ட அப்படின்றத டெஃபினிஷன் எதை வச்சு கொடுக்கலாம் அப்படின்னா புரிஞ்சு நடந்துக்கிறவங்க புரியாமல் நடந்துக்கிறவங்க இப்போதைக்கு அப்படி மட்டும் எடுத்துக்கோங்க ஆக்சுவல் ஃபேக்டில் நல்லது கெட்டதுன்றதே கிடையாது ஆனால் இந்த மெட்டீரியல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான ஒரு புரிதலான ஒரு விஷயம் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த மாமியார் அப்படின்றவங்களுக்கு எனக்கு வந்து வயசு ஜாஸ்தி ஆகிடுச்சு எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இப்படிலாம் உணர்ந்து வாழ்ந்திருக்கேன் நான் எப்பேற்பட்ட அனுபவங்கள்லாம் நான் கடந்து வந்திருக்கேன் தெரியுமா எப்பேற்பட்ட சூழ்நிலையெல்லாம் நான் பிரச்சனையெல்லாம் கடந்து வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்ற அந்த டேட்டா அவங்களுக்குள்ளே நிறையா பதிஞ்சிருக்கிறதுனால இந்த மருமகளாக வர்றவங்களை எப்பயுமே கொஞ்சம் உதாசீனப்படுத்தத்தான் செய்வார்கள் ஒருவேளை அவங்க வாயளவில் வெளிப்படுத்தலன்னா கூட அவங்க மனதளவில் இருக்கும் நான் பேசுகிறது எக்ஸப்ஷனல் கேசஸ் பற்றி நான் பேசவே இல்லை நான் காமனான ஜென்ரலான மாமியார் மருமகளை பற்றி தான் நான் பேசுகிறேன் மேபி நல்ல மாமியார்கள் நல்ல மருமகள்கள் நல்லா புரிஞ்சு நல்லா வாழ்ந்து நல்ல தன்மையில் இருக்கான உங்க உங்களுக்கு இந்த வீடியோவே கிடையாது இப்போவே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் நான் பேசுகிறது காமனான மாமியார் மருமகளை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு மருமகம் வந்து இப்போ வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க போய் வந்து பாத்திரை வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோம் பாத்திரம் விளக்கும்போது கூட இந்த மாமியாருக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குன்னா அவங்க ஒரு மாதிரியான வளர்ச்சியில் அவங்க ஒரு ஒரு மா ஒரு மாதிரியான புரிதலில் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்ருப்பாங்க அப்படி இருக்கிறப்போ இந்த மருமக வந்து சில நேரத்தில் நல்லா விளக்கலாம் இல்லை சூப்பராக விளக்கலாம் இல்லை சில நேரத்தில் அங்கங்கே கொஞ்சம் விளக்காமல் கூட இருக்கலாம் அது அவங்களுடைய தன்மையாக இல்லை அவங்களுடைய சோம்பேறித்தனமாக எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் உண்மையான பக்குவமான புரிதல் என்ன உண்மையான தர்மம் என்ன உண்மையான ஞானம் என்ன உண்மையான நியாயம் என்ன மருமக தப்பே பண்ணாலும் மாமியார் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க மனமே வலிக்காத அளவுக்கு மனம் கோணாத அளவுக்கு பக்குவத்தோடு எடுத்து சொல்லி கொடுப்பதற்கு பேர் தான் உண்மையான விஷயம் பாசிட்டிவான விஷயம் சத்தியமான விஷயம் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படா தப்பு பண்ணுவாங்க எப்படா வாய்ப்பு கிடைக்கும் எப்படா பிரச்சனை நடக்குன்ற தன்மையிலே தயார் நிலையில் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது என்னாகும் அந்த பாத்திரம் நீங்கள் நல்லா கழுவுனாலுமே நினைக்கிற மாதிரி கழுவல எனக்கு பிடிச்ச மாதிரி பாத்திரம் விளக்கலை எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலை நான் இவ்வளோ நேரம் விளக்குவேன் பாத்திரத்தை இவ்வளோ நேரம் அதில் நான் கான்சன்ட்ரேஷனாக இருப்பேன் இப்படித்தான் பண்ணுவேன் நடக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா அது பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுகிறது ஒரு க ஒரு கட்ட வரைக்கும் அந்த மருமகன்றவங்க பொறுத்து பொறுத்து போவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் இப்போ ஏன்னா நான் எந்த வகையில் குறைஞ்சிட்டேன் உன் வீட்டுக்கு நான் மருமகளாக வந்துட்டேன்ன்றக்காக நீ பேசுகிற எல்லாத்தையும் என்னால் கேட்டுட்ருக்க முடியுமான்ற அளவு கோவம் என்பது அவர்களுக்கு வந்துவிடும் அப்போ என்ன கொஞ்சம் நாளைக்கு அந்த கோபத்தை மைண்டில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க சில மாதங்களுக்கு வைப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அது பஸ்டவுட் ஆகும்போது என்னாகுன்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா இந்த பதிவு இந்த மாமியாரோட மனசில் போய் உட்காந்துக்கும் நான் பெரிய ஆள் எனக்கு எவ்வளோ வயசாகுது என் பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணியிருக்கேன் என் வீட்டுக்கு தான் நீ வாழை வந்திருக்கேன் நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாம் இருக்கலாம் ஆனால் என் வயசுக்கு ஒரு மரியாதை இல்லையான்னு சொல்லி டக்குன்னு வந்து இந்த பக்கம் இப்படி ரிட்டர்ன் ஆயிடுவாங்க எப்பையுமே வந்து அந்த விட்டு கொடுத்து போற தன்மை இந்த மாமியார்களுக்கு மேக்ஸிமம் இருக்காது காரணம் என்ன வந்து கேட்டீங்கன்னா அவங்க அனுபவம் அப்படின்ற ஒரு மாயை கண்ணை மறைக்கும் பெரிய பெரிய லெவல்ல உயர்ந்த நிலையில ஞானம் அடைந்த சித்தர்களும் மகான்களும் முனிவர்களும் பெரிய பெரிய லெவல்ல தாம் வாழ்க்கையை உணர்ந்து வாழக்கூடிய சராசரி மனிதர்களுமே பெரிய பெரிய விஷயங்களை பெரிய லெவலில் கண்டுக்காமல் ஃப்ரீயாக விட்டுட்டு காலம் போன போக்கில் மனம் போன போக்கில் ஃப்ரீயாக நிம்மதியாக ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காங்க எதையும் டென்ஷன் எடுத்துக்காமல் சரி அவங்க ஏதோ புரியாமல் பண்ணுறாங்க அவங்க ஏதோ அறியாமையில் பண்ணுறாங்க ஆனால் இந்த மாமியார்ன்ற ஒரு அந்தஸ்து கிடச்ச உடனே இவங்க அந்த அந்தஸ்துக்காகவே தான் வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்தே ஆகணும் எனக்கு இந்த மதிப்பு மரியாதை கிடச்சே ஆகணும் இவன் என்னை இப்படி காயப்படுத்திட்டா அப்படி காயப்படுத்திட்டான்னு நடக்கும்போது நீங்கள் உங்களது மதிப்பு மரியாதையை அங்கே இழக்கிறீர்கள் மரியாதை என்பது கேட்டு பெறுவது அல்ல தானாகவே வருவது உங்களுக்கு உண்மையாகவே மரியாதை கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க உங்களோட ஆக்டிவிட்டீஸில் கருணையும் நல்ல விஷயங்களையும் பொறுத்துக்கு போகக்கூடிய தன்மையும் நீங்கள் முதல்ல உங்கள் வாழ்க்கையில் நடந்து காட்டுங்க மக்களுடைய மனமே காப்பி அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது அது மாமியாராக இருந்தாலும் சரி மருமகளா இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி குழந்தையா இருந்தாலும் சரி அந்த வகையில் பார்க்கும்போது நீங்க உங்களோட வாழ்க்கை தன்மை மிக உயர்ந்ததாக இருக்கிறது நீங்க வாழக்கூடிய உங்க ஹேபிட்ஸ் பக்குவத்தோடு இருக்கிறதுன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கும் மாமியாரா இருந்தாலும் சரி மருமகளா இருந்தாலும் சரி ஆனால் எப்போ நீங்க அந்த தன்மையில் இல்லையோ நீங்க மரியாதை கேட்டாலும் உங்கள் மாமியாரோ மருமகளோ கொடுக்க மாட்டார்கள் சில இடங்களில் மாமியார் நல்லவங்களா இருக்கிறது இருக்கு மருமகம் ரொம்ப திரும்ப திரும்ப பிடிச்சவங்களா இருப்பாங்க கணவனை கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு நினைக்கிறது கணவன் வந்து நான் சொல்றதான் கேட்கணும்னு நினைக்கிறது அம்மா அப்பா வீட்டுக்கு ஒவ்வொரு கரும பதிவும் வருது இப்படி வரும்போது என்ன ஆகும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வரும் காலம் போட்டு படுத்து எடுக்கும் கர்மா உங்களை போட்டு துவம்சம் பண்ணும் துவச்சி எடுக்கும் என்னடா தப்பு பண்ணோன்னு அப்போ உங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் செய்த மொத்த செயல்களும் அன்னைக்கு வந்து பிரச்சனையாக வந்து நிற்கும் எதையெல்லாம் இன்னைக்கு நீங்கள் ஒருத்தவங்களுக்கு பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி வரப்போகுதுன்றதை மட்டும் மைண்டில் வச்சுங்க இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க இன்னைக்கு எதையெல்லாம் நீங்கள் ஒருத்தங்களுக்கு பண்ணுறிங்களோ அதெல்லாம் நாளைக்கு பல மடங்கு உங்களுக்கு திரும்பி வரப்போகுது நல்லதாக இருந்தால் நல்லது பல திரும்பி வரும் கெட்டதாக இருந்தால் கெட்டது பல திரும்பி வரும் மாமியாராக இருந்தாலும் சரி மருமகளாக இருந்தாலும் சரி நீங்கள் கொடுப்பது பல திரும்பி வருவதற்காக தயார் நிலையில் இருக்குது கியூவில் இருக்குது அதனால நல்ல செயல்களை செய்து பக்குவத்தன்மையோடு பக்குவ மனநிலையோடு உங்களுக்கு ஒரு பவரை கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ஒரு வயசு வந்துருச்சு உங்களுக்கு ஒரு பொறுப்பு வந்துருச்சுன்னா அதை மிக சரியாக பயன்படுத்தி அடுத்தவர்களை மேன்மைப்படுத்துவதற்காக அதை பயன்படுத்துங்கள் அதை விட்டுட்டு பவர் என் கையில் இருக்குன்றக்கா இஷ்டத்துக்கு நீங்கள் ஆடினிங்கன்னா எல்லாத்துக்கும் மிக மோசமான சூழ்நிலையில் பதில் சொல்ல வேண்டியவரும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்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 நன்றி வணக்கம் <ripped th privilege>